ஹாய் காய்ஸ் நான் தான் அமல் பேசுகிறேன் ஸோ ஸ்டுடியோ சிக்ஸ் டென் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வந்து இந்த ஸ்லைடர் வாங்கணும் ஆசையாக இருக்குது இல்லை இந்த கிம்பிள் வாங்கணும் ஆசையாக இருக்குது இதை வச்சு தான் நான் சினிமேட்டிக்காக ஒரு ஷார்ட் எடுக்க முடியுன்றது வந்து நான் வந்து செலவு பண்ணி எக்யூப்மெண்ட் வேணும் வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ சிம்பிளாக ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் பட்ஜெட்டில் ஒரு எக்யூப்மெண்ட் நீங்கள் வாங்கலாம் அந்த எக்யூப்மெண்ட் வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பல விதமான ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அதாவது இதுதான் இது பேர் வந்து கொரிலா பாடன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எக்யூப்மெண்ட் வச்சு நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஷார்ட்ஸ் எடுத்துலான்றது நம்ம இந்த வழியில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஜிப் எஃபெக்ட் ஸோ ஜிப் எஃபெக்ட்டுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த பேன் வந்து இப்படி பண்ணுறது தான் ஜிப் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக ப்ராடக்ட் ஷூட் பண்ணுறவங்களுக்கு இந்த எஃபெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று இல்லைங்க இந்த கொரிலா பாடம் வந்து ரெண்டு சைடுமே எடுத்து வச்சுட்டு ப்ராடக்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜிபி பிக்சல் கிடைக்கும் ப்ரோ இப்போ இந்த கிம்பில் மாதிரி மூவ்மெண்ட் ஷாட்ஸ்லாம் நான் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு இதில் எடுக்க முடியுமா அப்படின்ற உங்கள் டவுட்ஸ் இருந்தால் எடுக்க முடியும் தரலாமான்னு சொல்லுவேன் ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராவிட்டி இருக்கும் அதாவது நீங்கள் நேராக வச்சு எடுக்கும்போது எல்லா ஃபோர்ஸும் மேலே இருக்கிறதுனால வந்து கேமரா ரெண்டு ஷேக்ஸ்லாம் வரும் பட் அந்த கேமராவை நீங்கள் வந்து திருப்பி தலைகளில் எடுக்கும்போது வந்து இந்த ஷேக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும் ப்ளஸ் இந்த அந்த கேமரா வர்த்தி நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் பொசிஷனில் செக்ட் பண்ணிவிட்டு தலைகீழே வச்சு எடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஹேங்கிங் பொசிஷனில் இருக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து அந்த ஷேக் ரிடக்ஷனும் கொஞ்சம் கொடுக்கும் உங்களுக்கு ப்ளஸ் இந்த பாயிண்ட்டு வந்து நீங்கள் ரெண்டு ஃபிங்கர்ஸ் மட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராவோட ஷேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகும் ப்ளஸ் இந்த ஷார்ட் வந்து தலகில இருக்கிறதுனால எடிட் பண்ணும்போது நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப இருந்தது வெறும் எடுக்கலாம் இந்த பாயிண்ட் வந்து இந்த ஒரில போட் யூஸ் பண்ணலாம் கொண்டு வர முடியும் பிளஸ் இந்த கொரிலோ பாடம் வந்து நம்ம வந்து சில பிராஞ்சஸ்ல வந்து சுத்தி விட்டு அந்த இடத்துல இருக்க ஒரு பாயிண்ட் ஷாட்ச் யூஸ் பண்ண முடியும் ஒரு ஆசை மேற்கு பண்ணிட்டு இந்த சுத்தி விட்டு அதுவே சில பேர் வந்து இதை பண்ண முடியும் நீங்கள் வந்து கேமரா ட்ரைபாடு மாதிரி மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு லைட் ஸ்டாண்டாகோ இல்லை ஒரு மைக்குக்கான ஒரு ஸ்டாண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப போர்ட்டபிள் ப்ளஸ் எங்கே வேணால் அது ஃபிக்ஸ் ஆகிக்கோன்றதுனால இது வந்து ஒரு வெர்ச்சல் ரோல் உங்களோட ஃபில் மேக்கிங்கில் ப்ளே பண்ணும் watching this video if you want more videos of this kind please subscribe to studio sixteen channel and share this video